இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா இருபது மெசேஜ் யாருன்னு பாத்தா அந்த நை வேற யாரு என் ஃப்ரெண்டு தான் இன்ஸ்டாகிராம்ல டேக் ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒரு ரீல்ஸ் விட மாட்டேன் மத்தமா இன்னைக்கே பண்றான் அந்த மாதிரி டேக் பண்ற டேக் பண்றேன்